அனைவரும் வணக்கம் நான் ராசிக்காரங்க வீடு இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஜாதக ஏதாவது விருப்பப்படுறவங்க இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ராசின்னு எடுத்துக்கலாம் பொறுமையா கேளுங்க ஏன்னா ஒட்டுக்கா எல்லா ராசியும் சுற்றிட மாட்டேன் ஒவ்வொரு ராசியாக தான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே வருவேன் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து விருச்சக ராசிங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து நாலாம் சுகஸ்தானம் வலுப்பெறுது அதாவது வண்டி வீடு வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் சுகஸ்தானம் அந்த இடத்துக்கு கோச்சார ரீதியா சனி பகவான் வராரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனிப்பயிற்சி ஆகுது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்கணிதப்படி வந்து பதினேழாம் தேதி சனிப்பயிற்சி ஆகுது அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இல்ல வீடா வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு ரெண்டு சாய்ஸ் ஒண்ணு வீடா கட்டின வீடா வாங்கறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு இவங்களுக்கு இல்ல இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வந்து இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வெஹிக்கல் மாத்துறது பழைய வெஹிக்கிள் கொடுத்துட்டு புது வெஹிக்கல் வாங்குறது எல்லாம் பண வரவு எப்படி வரும் அப்படின்னா அவங்க தாய் வழி உறவு அதாவது அம்மா வழி உறவு மூலயமா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் எப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி பழைய ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணலாம் அவங்க தாய் உறவு மூலியமா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு வரவேண்டிய ப்ராபர்ட்டி ஏதாவது வீடு கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு வந்து வரும் இந்த விருட்சகராசிக்காரங்களுக்கு அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா தன் தாய் வந்து அதாவது விருச்சகராசியோட தாய் தாய்மார்கள் வந்து விருச்சகராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இல்ல கட்டின விட வாங்குறியா நான் ஏதோ ஒரு உதவி செய்யறேன் என்னால முடிஞ்சது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முறை வந்து இந்த ஆண்டு அதாவது இந்த ரெண்டரை வருடத்துக்குள்ளயே கண்டிப்பா கட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்று பத்தி யோசிப்பாங்க யோசிச்சுட்டு இந்த எண்டுக்குள்ளேயே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கே இவங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அதான் இவங்க பட்ஜெட் போடுறது ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறமேல இவங்க வீடு வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசி வந்து கடந்த இரண்டரை வருடத்திலே வந்து மேபி கட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சப்போஸ் அதுல கட்ட தவறிட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் மண பூர்வ புண்ணிய சனி பகவான் வர்றாரு அப்ப ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வலுப்பெறாரு அப்படின்னாவே உங்களுடைய அதாவது உங்களுடைய முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டி வருது அதாவது சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வந்து கோர்ட் கேஸ் பிரச்சனை முடிஞ்சு உங்க கைக்கு வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வரும்போது அதை சேல் பண்ணிட்டு நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அத பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலுப்பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வந்து வலுவா இருக்கு துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் தன் பிள்ளைகள் மூலியமாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது துலாம் ராசிக்காரங்க தாய்மார்களாக இருந்தால் பிள்ளைங்க வந்து அவங்க குழந்தைங்க வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை லோன் போட்டு கூட இங்கே வந்து கண் கட்ட ஆரம்பிப்பாங்க அதாவது தன் அம்மா பேர்லேயே அதாவது துலாம் ராசிக்காரங்க பேர்லேயே கூட ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்காரங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அங்கிருந்து வந்து ஏர்ன் பண்ணி இவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த வீடு கண்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதாவது அவங்க பிள்ளைகள் மூலியமா அவங்க கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது அசர்ட் வரதா இருந்தால் அதை சேல் பண்ணிட்டு வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாகியஸ்தானத்துக்கே வராது பாகியஸ்தானம்னா ஒன்பதாம் இடம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய இடத்துக்கே வராது சனி பகவான் அப்ப கட்டாயம் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தன் தந்தை மூலியமா தந்தை வளர்வு உறவு மூலியமா வந்து இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலியமா ஒரு சொத்தோ ப்ராப்பர்டியோ ஏதாவது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதை சேல் பண்ணிட்டு இவங்க வாங்கறதுக்கு அமைப்பு இருக்கு இல்ல அதே இடத்துல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு அதே மாதிரி பதினோராம் லாபஸ்தானத்துக்கு குரு வராரு இப்ப பதினொன்று கூட லாபஸ்தானாதிபதி வந்து குருவும் ராகுவும் உங்களுக்கு இணைஞ்சிருக்காங்க இப்ப பதினொன்னு கோடி லாபஸ்தானாதிபதி வந்து குரு வந்து செவ்வாய் வீட்டுல உட்காந்துருக்கிறதுனால அது ஒரு யோகமா மாறுது இவங்களுக்கு அதனால வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதவங்க மிதனராசிக்காரங்க இப்ப வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இடம் வந்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு இல்ல கட்டின வீடே விலக்கி வாங்கக்கூடிய அமைப்புமே இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இந்த ஆண்டு கண்டிப்பா அது நிறைவேறும் மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்தது வந்து ஆகணும் அது சுப விரயங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது கட்டின வீடா வாங்குறது அதுல லோன் போடுறது நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா மாசம் கட்டிட்டு வர்றது இதெல்லாம் வந்து விரயத்தை குடுக்கக்கூடியது சுப விரயத்தை குடுக்கக்கூடியது ஆனால் சுப விரயங்கள நீங்க வந்து மீன ராசிக்காரங்களை மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி மீன வீட்டுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு இந்த ஆண்டு அப்ப தனஸ்தானமும் வலுப்பெறுது அதனால கட்டாயம் வந்து இவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாகவே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வீடு கட்டுவாங்க இல்லை இடம் வாங்குவாங்க இல்ல கட்டின வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ மீன ராசியை பத்தி பாத்துட்டு இருந்தோம் மீனராசிக்கு இந்த அமைப்பு இயல்பாக இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியா வர்றதுனால கண்டிப்பா வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க இப்போ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் முடியக்கூடிய டைம் இருக்கும் இப்போ ஏன்னா ஜென்ம சனியில வரும்போது விரை சனியில இருக்கும்போதே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ ஜென்மசனி முடியும் போது அதுக்குண்டான வேலைகள் வந்து அதி நடந்து இப்போ பால் காய்ச்சல் அளவுக்கு வந்திருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இயல்பாகவே இருக்கு கடந்த இரண்டு வருடமாவே இருந்திருக்கு சப்போஸ் அதுல வந்து மிஸ் பண்ணவங்க இப்போ இந்த டைம்ல இந்த ஜென்ம ராசி ஜென்ம சனியா வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த கும்ப வீட்டுக்கு வருதுங்க ஜென்ம சனியா வர்றதுனால தேவையில்லாத விரயங்கள் அவங்களுக்கு உண்டான உடல் ரீதியான பாதிப்பு பிரச்சனைகள் விரயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதாவது பொங்கு சனி பொங்கு சனி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு இருக்கு கன்ஸ்டன் பாதிருக்கோம் இப்ப ஜன்மசனில அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருவாங்க இல்ல முடிச்சு பால் காய்ச்சி போனவங்க கூட சில பேர் இருக்கலாம் கும்ப ஆனா இந்த வருடம் வந்து கும்ப ராசிக்காரங்க செயல்படுத்த முடியாத அந்த இரண்டு வருடம் அவங்களால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாத காலகட்டமாக இருந்து இப்போ அந்த ஸ்டெப்பை வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று கண்டிப்பாக முடிப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா சில பேர் வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க கும்பராசிக்காரங்க ஆனால் சில பேரால் அது தடங்கள் ஏற்பட்டிருக்கும் பண்ணியிருக்க முடியாது முழுமையாக முடிச்சிருக்க முடியாது அந்த வீட்டை அப்போ இந்த ஆண்டு வந்து கரெக்டாக முடிவு வந்து கரெக்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டானபடி இன்ஜினியரை வச்சு கன் ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படும் அதாவது இவங்க கட்ட கட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ப்ராப்ளம் பண்ணுறது மேஸ்திரிங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த ஒர்க் டென்ஷன் வேற இவங்க பிஸ்னஸ் டென்ஷன் வேற அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அது அந்த டென்ஷன் வேற இவங்களுக்கு அதனால சுற்றி சுற்றி எங்களுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும் இந்த டைம் பீரியடு அதை அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார முடியாது அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் இந்த டைம் அந்த அலைச்சல்ல குடுக்கும் போதே இவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வந்து ஏற்பட்டுரும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கட்டாயம் வருடமா போன இரண்டு வருடமா வந்து கட்டாதவங்க கூட இந்த ஆண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லபடியாக முடிப்பாங்க கும்பராசிக்காரங்க அது பொங்கு சனியா இருந்ததுன்னா கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை என்கிறப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்